அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோஹீலர் கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கையின் ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் அனுஷ நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விருச்சகராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையுமே விருச்சகராசியில் தான் இருக்குது அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்துக்கு உண்டான அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் இது கர்மா படி பார்த்திங்கன்னா மறுபணு ஜோதிடப்படி பார்த்திங்கன்னா சூரியனோட கர்மா வாங்கியிருக்கு இப்போ பொதுவாகவே இவங்களுடைய குணங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல திறமை சாலியார்ப்பாங்க தைரிய சாலியிருப்பாங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயமா காரணத்துக்கோசரம் பின்வாங்க மாட்டாங்க எந்த தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்கன்னா அதை சக்ஸஸ் பண்ணி வின் பண்ணி காட்டிட்டு தான் பின்வாங்குவாங்க அந்த தைரியம் வந்து இவங்க இவங்கள பார்த்து தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா விருச்சகராசிக்காரங்க அந்தளவுக்கு போல்ட்னஸாக இருப்பாங்க தைரியசாலியும் கூட இருப்பாங்க ஏன்னா சின்ன சின்ன விஷயத்தில் வந்து மற்றவங்க வந்து இவங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய மனசு வந்து ஒரு நல்ல மனசாக இருக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் மற்றவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இவங்களோட கேரக்டர் எதுனால ஓப்பனாக இருக்கும் எதுவும் மறைச்சி வச்சு பேச தெரியாது இவங்களுக்கு அதனால் ஒரு சில வார்த்தைகள் வந்து இவங்க பேசும்போது அவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற போது அதாவது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையில் அவங்க பேசும்போது கொஞ்சம் மற்றவங்களுக்கு ஹேர்ட்டாக ஹேர்ட்னஸ்ஸாக தெரியும் அதாவது கஷ்டப்படுத்தி பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் இவங்க பேசுகிறது எல்லாமே ஓப்பனாக பேசுவாங்க எதுவுமே மறைச்சி வச்சு பேச தெரியாது அது இவங்களுடைய சுபாவங்கள் அதாவது இவங்களுடைய கேரக்டர்னே சொல்லலாம் ஆனால் மற்றவங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் மன ரீதியான வழி கொடுக்கும் கஷ்டங்களை கொடுக்கும் அது அவங்க குடும்பத்திலேயே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பா அது வந்து பார்க்கலாம் அது விருச்சிக்க லக்னமாக இருந்தாலும் சரி விருச்சிக ராசியா இருந்தாலும் சரி எதுனாலும் ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக இருப்பாங்க எதுனாலும் போல்டா எந்த விஷயம் இருந்தாலும் கேட்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க இது மறைச்சி வச்சு அவங்களுக்கு பேச தெரியாது அதே மாதிரி சனி பகவானுடைய அதிபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு மற்றவங்களுடைய கஷ்டம் எல்லாமே புரிஞ்சிக்க முடியும் சில வார்த்தைகள் இவங்க பேசுறது வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமே இவங்க பேசிடுவாங்க அதுதான் இவங்க கிட்ட ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு சில பேரோட உணர்வுகளை அவங்களால புரிஞ்சிக்க முடியாததுனால அவங்க எப்படி பேசுவாங்களோ அதே பாவனையில் பேசும்போது மற்றவங்களுக்கு கஷ்டமாக தெரியும் அது ஒரு சில பேருக்கு அது கஷ்டமாக தெரியும் மற்றபடி ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்கள மாதிரி யாருமே பண்ண முடியாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து உதவி செய்கிறவங்க ஒரு நல்ல குணம் இருக்கிறவங்க வந்து விருச்சக ராசி மற்றும் லக்னக்காரங்கன்னு சொல்லலாம் ஆனால் வந்து மற்றவங்க கிட்ட பேசும்போது அந்த தன்மையை வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் நீங்கள் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் கருத்து அதே மாதிரி சூரியனோட கருமா வாங்கியிருக்கு மரபணுப்படி அப்படின்னா இவங்களுக்கு தந்தை வழி உறவு வந்து நீடி நீடிச்சிருக்காது தந்தை வழி உறவு அப்படின்னா அவங்களுடைய அப்பா வழி உறவுனா அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா அத்தை இந்த மாதிரி உறவுகள் வந்து இவங்களுக்கு வளர வளர அவங்களுடைய உறவுகள் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும் அதே சமயம் ஒரு சில பேருக்கு அப்பா வந்து சரி இருக்காது இவங்க இவங்களே தான் கஷ்டப்பட்டு சுயமாக சம்பாரித்து அவங்களுடைய சொந்த உழைப்புனால தான் அவங்க மேன்மைக்கு வருவாங்க இந்த அனுஷ நட்சத்திரக்காரங்க எந்த விதமான பேக்ரவுண்டும் எதுவும் தான் அவங்க தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ஆட்கள் வந்து அனுஷ நட்சத்திரக்காரங்கன்னு சொல்லலாம் அதனால எந்த பேக்ரவுண்டும் இருக்காது அப்பாவோட ஹெல்ப் இருக்காது அப்பா வழி உறவங்களோட ஹெல்ப் இருக்காது அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இவங்க தன்னிச்சையாக முடிவெடுத்து தன்னிச்சையாக செயல்பட்டு ஜெயிச்சு வரக்கூடியவங்க அனுஷ நட்சத்திரக்காரங்கன்னே சொல்லலாங்க இவங்களோட சின்ன மைனஸ் என்னென்னா இவங்க பேசுகிற விதம் வந்து கொஞ்சம் மற்றவங்களுக்கு கஷ்டமாக தெரியும் அது ஒன்று தான் இவங்கக்கிட்ட ஒரு மைனஸ்ன்னே நம்ம சொல்லலாங்க அது வந்து எப்படி தேல் கொட்டுற மாதிரி இருக்கு இவங்க பேசுற பேச்சு அப்படின்னு வாங்க சில பேரு அது ஒன்றுதான் இவங்களுக்கு டிராபேக்குன்னு சொல்லலாம் மற்றபடி இவங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க எதோ ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க அந்த மாதிரி கேரக்டர் தான் அனுஷன் அதே மாதிரி முதல் இவங்க பிறக்கும் முதல் பத் பத்தொம்போது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை வருதுங்க பத்தொன்பது வருஷம் சனி திசை அதாவது ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கரெக்டாக நீங்க பத்தொன்போது வருஷமும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து அவங்களுக்கு கால் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஸ்கூலில் படிக்கும்போது கீழே விழுறது தடுக்கி விட்டு விழுறது இந்த மாதிரி காலில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த சனி திசையில் பிறக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல அறிவாற்றல் அறிவு சிந்தனையோடு தான் பிறப்பாங்க ஆனால் ஸ்லோலான இருப்பாங்க அதாவது என்னென்னாக்கா படிப்பில் வந்து கொஞ்சம் மந்தத்தன்மையாக தான் இருக்கும் படிப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் திசை வருது பத்தொம்போது வருஷத்துக்கு அப்புறம் புதன் திசை வரும்போது காலேஜ் படிக்க போகிறாங்க அவங்க அதாவது பத்தொம்பது வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டேஸு ஸ்கூல் டேஸ் வந்து முடிச்சுட்டு காலேஜ் வந்து ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நல்லா படிப்பாங்க அவங்க ஏன்னா புதன் திசை அப்படின்னா புத்தி கூர்மை அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் தன்னிச்சை செயல்படுறது எல்லா விஷயமே வந்து நீங்கள் போல்ட்னஸ்ஸாக நீங்கள் செயல்படுத்துவீங்க அந்த புதன் திசையில் சனி திசை வந்து கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் நம்ம படித்த எல்லா விஷயமே மறந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சிறு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் திசை பதினேழு வருஷம் அந்த பதினேழு வருஷமே இவங்க நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிறது லைஃப்பில் வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து பண்ணுறது முயற்சி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக வின் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசை அவங்களுக்கு கை கொடுக்கணும் சொல்லலாங்க புதன் திசை அவங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு புதன் திசை பதினேழு வருஷம் ஒரு முப்பத்தி ஆறு வயது ஆகிடுது முப்பத்தி தான் இவங்களுக்கு கேது திசை வருது அந்த டைமில் மன வாழ்க்கை பாதிப்பு ஏற்படும் அதுக்கு முன்னாடியே மேரேஜ் இவங்க பண்ணிடுவாங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல அதாவது முப்பத்தஞ்சு வயசு முப்பது வயசுக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன வாழ்க்கை கஷ்டமா இருக்கும் அதாவது ஏழு வருடம் வந்து இந்த கஷ்டத்தை அனுபவிச்சாகணும் அதாவது மன சங்கடங்கள் கல்யாண தேதி இது சரியா நீங்க வைக்காத இருந்து இந்த கேது திசை வரும்போது அது பிரிவினை கணவன் மனைவி பிரிவினையே உண்டாக்கும் சில பேருக்கு அந்த கேது திசை வந்து அந்த அளவுக்கு வந்து கடினமான ஒரு திசை ஏழு வருஷம் அந்த டைம்ல வந்து நீங்க விநாயகரை வழிபட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாயிடும் வரைக்கும் நீங்க சேர்த்து வச்ச சொத்து உங்களுக்கு பணம் ஏதாவது சேர்த்து இருந்தீங்கன்னா அதெல்லாம் இழக்கக்கூடிய தருணமா இருக்கும் கேது திசை அதாவது பிஸ்னஸ்ல போடுறது அது லாஸ் ஆகுறது இந்த மாதிரி விஷயம் வந்து அந்த கேது திசையில தான் நடக்குங்க அதுக்குன்னு நீங்க விவசாயம் உட்கார மாட்டீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பீங்க அந்த ஏழு வருடம் முடிஞ்சா கிட்டத்தட்ட நாற்பது வயதுக்கு மேல வந்துடுது நாற்பத்தி மூணு வயது அதுக்கப்புறம் சுக்கர திசை வருது சுக்கரதிசை உங்க உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் இருபது வருடம் வந்து சுக்கரதிசை உங்களுக்கு சூப்பராக இருக்குன்னே சொல்லலாங்க இழந்ததெல்லாம் கைகூடி வரும் இழந்ததெல்லாம் மீட்பீங்க அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் வந்து உச்சமாவோ இல்லை ஆட்சி பெற்றிருந்தால் மாலவிய யோகம் ஏற்படும் அந்த யோகத்தினால என்னென்னா ஆடம்பர வாழ்க்கை பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை அழிவில்லாத செல்வங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பூர்த்தியாக கூடிய தருணம் வந்து இந்த சுக்கரதிசையில் ஏற்படுங்க அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து வளர்ந்துட்டு வருவீங்க சுக்கரம் நல்லா இருந்தது உங்கள் ஜாதத்தில் மனைவி மூலிமா யோகம் இல்லை சகோதரி மொழி மூலமாக யோகம் இல்லை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா ஒரு யோகம் கண்டிப்பாக வந்து அந்த சுக்கர திசையில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் அதாவது நாற்பது வயதுக்கு மேலே வருது இருபது வருடம்ங்க கிட்டத்தட்ட அறுபது வயது ஆகிடுது அதைங்காட்டி நீங்கள் செட்டில் ஆகிடுவீங்க அனுஷ நட்சத்திரக்காரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகி பூர்த்தியாக உட்காரக்கூடிய தருணம் வந்து அறுபது வயது ஆயிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய திசை வருது திசை அக்னி திசை அதாவது நெருப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிறு எரிச்சல் நெஞ்செரிச்சல் கேஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி சூழ்நிலாம் வரத்துக்கு உண்டான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குதுங்க அந்த உடம்பை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் இவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த சூரிய திசையில் அந்த அறுபது வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷம் வந்து உங்களுக்கு சூரிய திசை ஒரு அறுபத்தி வயது வந்துடுது அறுபத்தி ஆறுலேருந்து அறுபத்தி வயது வந்துடுது எனக்கா பாதங்கள் மாறுபடும் வயது வந்து முன்ன பின்ன மாறுபடும் ஒன்றாம் பாதத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அறுபத்தி வயது ஆகிடும் சூரிய திசை வரது முடியறதுக்கு இல்லை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் தான் முன்னாடியே உங்களுக்கு முடிஞ்சிடும் அறுபத்தஞ்சி அறுபது வயதுல முடியறது டைம் தான் அது இப்ப அது முடிஞ்சபட்டி சந்திர திசை வருது சந்திர திசை உங்களுக்கு நல்லா இருக்குங்க சுமூகமா இருக்கும் பத்து வருடம் வந்து சந்திரதிசை கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஒன்பது வயது வந்துடும் சந்திரதிசை உங்களுக்கு அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம் ஆன்மீக நாட்டம் ஆன்மீக சிந்தனையை கொடுக்கும் ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ண வைக்கும் கண்டிப்பா வந்து இத வந்து ஒரு சிந்தனை நோக்கமா இருக்கும் ஏன்னா வயது ஆக ஆக ஆக ஆன்மீக சிந்தனை ஆன்மீக நாட்டம் ஆன்மீகத்துக்குள்ள டிராவல்ஸ் அதாவது தொலைதூர பிரயாணம் டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் தொலைதூர பிரயாணம் வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் நிறைய கோயில்களுக்கெல்லாம் போகிறதுக்குண்டான போகிறதுக்கு அமைப்புகள் நிறையவே இருக்குதுங்க அது எழுவத்தி ஒம்போது எண்பது ஆயிடுது அதுக்கப்புறம் செவ்வா திசை வருது செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விபத்துக்களை கொடுக்கும் அது வந்து உடல் நல்லா நல்லா நல்லபடியாக பார்த்துக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் எடுத்திங்கனாவே நல்லாயிருக்கும் எண்பத்தி ஆறு வயது வந்துருதுங்க ஏழு வருடம் முடிஞ்சதுன்னா எண்பத்தி ஆறு வயது அதுக்கப்புறம் ராகு திசை ராகு திசை தான் உடல் வந்து பாடாப்படுத்தும் எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பேக் பெயின் ஹெட் ஏக்கு இதெல்லாம் வந்து இந்த எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எண்பது வயசுக்கு மேலேயே வந்துடும் உங்களுக்கு ஏன்னா அப்போது ராகு திசை பதினெட்டு வருஷம் இந்த பதினெட்டு வருஷம் கிடக்கிறதுக்குள்ளேயே உங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிரும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த சின்ன சின்ன உடல் உபாதைகள் பிரச்சனையோடு தான் நீங்கள் அந்த கடைசி காலகட்டத்தை நீங்கள் நகுத்துற மாதிரி இருக்கும் அதுக்கு தான் முன்னாடி நீங்கள் ஸ்பிரிச்சுவல் நோக்கி கொஞ்சம் பயணம் பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அதாவது உங்களுக்கே தெரியும் எந்த கோயிலுக்கு போனால் எப்படி சரியாகும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து இது நீங்கள் பார்த்து உங்களுடைய அனுபவப்பூர்வமாக நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கு உண்டான வழிகளை வந்து உங்களுக்கு அந்த திசை புத்திகளில் ஏற்படுத்தும் கண்டிப்பாக வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லாகவும் வருவீங்க வின் பண்ணி வருவீங்க என்ன எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி இதை ஜெயிச்சு நம்ம வந்து வின் பண்ணி நம்ம காட்டணும் அதுக்கு முன்னாடி நம்ம பின்வாங்க கூடாது முன்னோக்கி தான் பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சிங்காக உங்களோட வாழ்க்கையே ஒரு சேலஞ்சிங்கான வாழ்க்கை தான் ஆனால் வந்து ஜெயிச்சு காட்டி தான் நீங்கள் அடுத்த வேலையை நீங்கள் செய்வீங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் அனுஷ நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க லைஃப்லையும் சரி எல்லா விஷயத்துலையும் வந்து ஜெயிச்சு வரக்கூடிய காலகட்டம் தான் இது வெற்றி நிச்சயம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவைன் ஹீலிங் தெரப்பியை கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்